பேர் அமிர்தஷஷ்னிஸ் நான் சென்ட் தாமஸ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன் என் வீட்டில் வந்து எனக்கு என் தம்பி இருக்கான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்பா வந்து ட்ரெஸ் ஷாப்பில் வேலை பார்க்குறாங்க அம்மா வந்து ஒரு பேரிங் கடையில் வேலை பார்க்குறாங்க அம்மாவுக்கு வந்து என்னை படிக்க இருக்கணுன்னு தான் ஆசை ஒர்க் பண்ணி என்னை இங்கிலீஷ் மீடியம் நல்லா படிக்க வச்சாங்க டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த லாயருக்கு வந்து அம்மானாலேயோ அப்பானாலேயே ஃபீஸ் கட்ட முடியாததுனால சரி பிஏக்கு போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமும் இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு இன்னுமும் கூட ஸ்காலர்ஷிப் கிடைக்கல முக ஸ்டாலின் அங்கு கிட்ட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி ஃபஸ்ட்டு செமஸ்டர் பிசியும் கட்ட வச்சாங்க சரி அப்புறம் ஃபஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் செமஸ்டர் உதயநிதி அண்ணாக்கிட்ட போய்ட்டு அவரை நேரில் பார்த்து எங்களுக்கு வந்து செகண்ட் செமஸ்டர் பிசியும் எங்களுக்கு கட்ட வச்சாங்க எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் அப்பாவும் படிக்கல அம்மாவும் படிக்கல நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு பிஏ முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் லாயருக்கு போட்டு நிச்சயம் நான் லாயர் ஆகிறேன் ஆலன்சாரோ உதயநிதி அண்ணாவும் என்னோடய எஜுகேஷனுக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் படித்து லாயர் ஆனாலும் அவங்க உதவி எப்பவுமே மறக்க மாட்டேன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி